அனைவருக்கும் வணக்கம் இப்போ நாம பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரில் ஒன் மினிட் சார்ட் பார்க்குறோம் எனக்கு டே பார்த்திங்கன்னா ஏப்ரல் ஃபோர் இப்போ பாருங்கள் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஓப்பன் ஆகும் போதே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து ஒரு கேப் அப்ல ஓப்பன் ஆயிருக்கு இந்த சார்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் இந்த கேண்டல்னுடைய மூவ்மெண்ட்டு மேலே போகுதா கீழே போகுதான்றதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஆட்டோமேட்டிக்காவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும் இப்போ நமக்கு மார்க்கெட் ஓப்பனிங்கே ஒரு கேப் அப் பாசிட்டிவ் ஓப்பனிங்ல இருக்கு மார்க்கெட்னுடைய ட்ரெண்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் சைடாக இருந்துச்சுன்னா செல்லிங் ட்ரெண்டாக சேஞ்ச் ஆகும் நமக்கு எப்போ மார்க்கெட் ட்ரெண்டு மாறுதோ மட்டும் சொ நமக்கு ஒரு பைக்கால் பாருங்க கால்ரேட் ஆகும் பண்ணி பார்ப்போம் இப்பட்னா இருந்து அப்படின்னு சொல்லிட்டு கலர் ரெட் கலர்ல ஓபன் பண்ணி செல் பண்ணுங்க மேல பார்த்தீங்கன்னா ஒரு கிடைச்சால் டவுன் இறங்குது அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியாவே ஃபஸ்ட் ஆர்ட் வந்து பிரேக் அவுட் பண்ணும் சோ இல்ல நம்ம முன்னாள் சொன்ன மாதிரியே தான் நைன் சொன்னோம் இதுல எப்ப மார்க்கெட் ட்ரெண்டு மாறுதோ அப்ப மட்டும் தான் கால் சொரும் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் செல் கால் தான் வரும்னு நம்ம அப்பவே சொன்னோம் நமக்கு டென் பிப்டி அப்புறம் ஒரு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆச்சு அப்படி ஜென்ரேட் ஆன செல் கால் வித் டூ மினிட்ஸ்ல பஸ்ட் ஆர்ட் பிரேக் அவுட் பண்ணிருக்கு ஒரு ஹண்ட்ரட் பாயிண்ட் மூவ்மெண்ட் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு ஃபோர் நைன்டி பை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்கு வந்தது சிக்ஸ்டி வரைக்கும் இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு அடுத்த மணி மாதிரி தான் ஹண்ட்ரட் வந்து நம்ம பாக்கிறோம்ல உங்களுக்கு கால்ஸ் வந்தா எப்படி இருக்கும் நாங்க ஷோ பண்றோம் உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் லைவ் மார்க்கெட்ல இந்த மாதிரி ட்ரெண்ட் பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அதை பத்தி சப்போர்ட்டிங் டூலா வச்சு யூஸ் பண்ணி உங்களுடைய ஓன் ட்ரேட்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்பிரைப் பண்றோம்